ூர்ங்கிற கிராமபி அப்புறம் ரங்கான்னு ரெண்டு கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட பெரிய பெரிய பங்களா அப்புறம் நிறைய பணம் இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒத்து போகவே இல்லை ஆனா அவங்க ரெண்டு பேரும் பெரிய முட்டாளா இருந்தாங்க கிராமத்துல எப்பவும் கோபி அப்புறம் அந்த கோபி இப்பெல்லாம் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க அவன் எதையோ வாங்க போறான்னு நான் கேள்விப்பட்டேன் இத பாருங்க நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கோபி சார் தங்கத்துல ஒரு கார வாங்க போறாரா தங்க காரா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோபி என்ன பண்ணான் இருந்த நிலங்கள் பங்களாவ வித்து ஒரு தங்க கார் வாங்கினான் இருக்கிறதுக்கு ஒரு குடிசைய கட்டி அது முன்னாடி தங்கக்கார நிறுத்தினான் முதலாளி வாங்கிச்சிருக்காரு டே முட்டால் நீயும் ஏதாவது யோசிச்சு சொல்லு இப்ப நான் என்ன பண்றது நான் என்ன வாங்கறது கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படணும் அதுக்கப்புறம் ரங்கா ரொம்ப யோசிச்சா அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்புறம் அவர் ஒரு தங்க வியாபாரிய கூப்பிட்டு கோல்டன் ட்ரைனை உருவாக்க சொல்லி சொன்னாரு முதலாளி தங்க ட்ரைனா நீங்க யோசிச்சுதானே சொல்றீங்க தங்க ட்ரைன் செய்யணும்னா அதுக்கு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க அத பத்தி நீ கவலைப்படாத நீ போய் உன்னோட வேலைய பாரு அப்புறம் ரங்காவும் அவன்கிட்ட இருந்த மொத்த நிலத்தையும் பங்களாவையும் வித்து அண்டர்கவுண்ட் சுரங்கத்துல கோல்டன் ட்ரெயின செஞ்சிட்டான் அப்புறம் அந்த விஷயத்த கிராமம் முழுக்க பரப்பி விட்டான் அதாவது அவன்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அத பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்கன்னு சொன்னான் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சுரங்கத்து கிட்ட வந்தாங்க அப்புறம் ரங்கா ஆர்டர் அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு கோல்டன் ட்ரெயின் வெளியே வந்துச்சு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க அந்த ட்ரெயின் மொத்தமா தங்கத்தால செய்யப்பட்டது அதனால கோபி அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஐடியா கூட முதலாளி ஐயா ரங்கா முதலாளி தங்கத்துல ஒரு ட்ரைன் பண்ணிட்டாரு அதை விட இன்னும் நல்லதா சொல்லணும்னா பேசாம டைமண்ட்ல ஒரு ஏரோப்ளை பண்ணுங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டான் பாடங்கோட கோல்டன் ரங்காவோடையும் திருடிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி போக போறேன் அங்க நான் ரொம்ப நிம்மதியா வாழ்வேன் அதுக்கப்புறம் ரூபேஷ் ஒரு ராத்திரி கோல்டன் காரையும் கோல்டன் திருடிக்கிட்டு எடுத்துட்டு போன ரெண்டத்தையும் வித்து நிம்மதியா வாழ்ந்த அப்புறம் இங்க எல்லாத்தையும் அப்புறம் ரங்காவும் கோபியும் கோடிஸ்வரங்களா இருந்தவங்க விராஜ்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு ஊர்ல அன்மோலுங்கிற ஒரு ஆள் இருந்தான் அன்மோல் ஒரு கொரியர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் தன்னோட அப்பா அம்மா மனைவி கூட ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தான் அன்மோல் தினமும் அவனோட பழைய ஓட்ட வண்டியை அதனால அவன் கொரியர் குடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சது ஒரு நாள் அவனோட மேனேஜர் அவனை கூப்பிட்டு என்ன சொன்னார் நீ கொரியரை கொண்டு போய் ரொம்ப எப்படி நடக்கும் நல்ல பைக் நல்ல ஸ்கூட்டர் வச்சிருக்கிறத பார்த்து அவனும் புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு யோசிச்சான் ஆனா அவன் கிட்ட பணம் கிடையாது அதுக்கப்புறம் அன்போலும் அம்மா ஆபீஸ்ல இருக்கிற ரெண்டு நண்பர்களும் ஒரு யோசனை பண்ணாங்க. இங்க பாருங்கப்பா, நான் ஒரு மரத்தால ஹெலிகாப்டர் செய்யணும்னு ஆசை பண்றேன். அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் மூலமா நாம கூரியரை சீக்கிரமா டெலிவரி பண்ணலாம். அதுக்கு நாம கொஞ்சம் பணம் சேக்கணும். என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் சரி, ஆனா அது எப்படி பறக்கும்? அட என்னப்பா இது? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் இந்த ஸ்கூட்டரோட இன்ஜினை வெச்சி மரத்தால செஞ்ச ஹெலிகாப்டரை பறக்க வைக்க முடியும். உன்னோட ரொம்ப நண்பர்களும் என்ன செஞ்சாங்க அப்புறம் அன்மோல் அவங்களுக்கு விலை கம்மி இல்ல அவங்க அவர்ட் பண்ண போற இந்த அவார்டன்மோல் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாரையும் அந்த மர ஹெலிகாப்டர்ல உட்கார வச்சு அந்த ஊர் சுத்தி காட்டினா இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு ரொம்பவே புத்திபூர் கிராமத்தோட வாழைப்பழம் எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் ஆச்சு அதே கிராமத்துல தீரஜ்ன்னு ஒரு விவசாயி புனித்துங்கிற பையன் கூட இருந்தாரு தீரஜ் ஒரு நேர்மையான ஆளு அவர் எல்லாருக்கும் உதவியும் பண்ணுவாரு அவர்கிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதுல அவரு வாழைத்தோப்பு வச்சிருந்தாரு ஒரு தடவை வீட்டுல இருந்த கிஷோர் தீரஜோட தோப்பைச்சான் மொத்த தோப்ப அழிக்கிறதுக்கு அவன் ஒரு ஐடியா பண்ணா இந்த தீரஜோட விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த வகையிலாவது நான் இதை அழிச்சே தீருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ராத்திரி தீரஜும் புனித்தும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் ஒரு மந்திரவாதிய தெரியும் ஒருவேளை அவர் நமக்கு உதவி பண்ணாலும் பண்ணுவாரு தீரஜும் புனிதும் அந்த மந்திரவாதிய பாக்க போனாங்க அவர்கிட்ட அவங்க தோப்பத்தி சொன்ன உடனே ஒரு மாய வாழை விதையாரு மாய வாழை விதைகளை சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த மண்ண தோண்டி பாருங்க உங்க வாழ்க்கையே நிரந்தரமா மாறி போயிடும் தீரஜ் அந்த மாய விதைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே அவரும் செஞ்சாரு மண்ணுல விதைய புதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வளர்ல தீரஜுக்கு மந்திரவாதி சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு அப்புறம் மண்ணத்தோண்டி பார்த்தா மண்ணத்தோண்டி பார்த்த உடனே தீரஜ் அதிர்ச்சி அடைஞ்சா அட என்ன இது கடவுளே இந்த இடமே ஒரு சுரங்கமா மாறிடுச்சு வெளிய கொண்டு கிராமத்துனங்க எல்லாரும் அந்த பெரிய தங்க வாழைப்பழத்தை பார்க்க லைன்ல நின்னாங்க அப்ப தீரஜ் அந்த மந்திரவாதி கிட்ட போய் என்ன சொன்னான்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க கொடுத்த அந்த விதையால என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு வாழைப்பழம் கிடைச்சிருக்கு நீ இதே மாதிரி உன்னோட வேலைய செய் எல்லாருக்கும் உதவியாரு சந்தோஷமா இருப்பா அப்படி சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிட்டாரு அன்னையில இருந்து தீரஜ் அண்டர்க்ரவுல கிடைச்ச தங்க வாழைப்பழத்தை வித்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் விவசாயம் பண்றத அவன் விடவே இல்லை பேராசை கொண்ட மோட்டார் சைக்கிள் சிக்கன் கொண்ட ஒரு சிக்கன் காரன் இருந்தான் அவன் பெரிய பணக்காரன் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நேர்மையா சிக்கனை வித்து இவ்வளவு சீக்கிரமா அவனும் பணக்காரன் ஆக முடியாதுன்னு பவன் ஏதோ தவறான வேலை செய்யறான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க கிராமத்து ஜனங்களோட சந்தேகம் உறுதியாயிருச்சு பவன் காலையில போவான் அப்புறம் பவன் காட்டுல கிடைக்கிற காட்டு கோழிய கொண்டு வந்து வித்துருவான் இப்படி பணமே செலவு பண்ணாம சிக்கனை கொண்டு வந்து அதிக பணத்துக்கு ஜனங்களுக்கு விப்பான் இதுதான் அவன் பணக்காரன் காரணம் அந்த இடத்துல பவன் விஷபாயுவையும் மயக்கம் அப்புறம் அங்க இருக்கிற கோழியை கொண்டு வந்து இங்க கிராமத்துல விக்கிறான் என்ன சொல்ற பவன் அந்த மாதிரியா செய்வர சரி பவன் எ எல்லாத்தையும் மயக்கமடைய வச்சு கொண்டு போக வேண்டியதுதான் அவன் பைக் மூலமா விஷப்பவைய செலுத்தும் போது கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டாங்க அப்ப தலைவர் என்ன சொன்னாருனா அது சரி இதுதான் நீ பணக்காரனானதுக்கு தேவையில்லாம மிருகங்களை கொன்ன குற்றத்துக்காக ஜெயில போட்டாங்க பவன் ஜெயில இருந்த போது அவன் செஞ்ச தப்ப உணர்ந்தான் அப்புறம் அவன் சத்தியம் கூட பண்ணான் நான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாவப்பட்ட மிருகங்களை நான் கொல்லவே மாட்டேன் பவன் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைச்சது அப்புறம் காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு ஏன்னா அதுங்களை கொன்னவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு